அலாம் வலைக்கும் வரமத்துல்லா தால வர அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களை சஹாபாக்களின் விருந்தோம்பல் சஹாபிகளிடத்தில் அவர்கள் தங்களுடைய வாழ்வில் எவ்வாறு விருந்து உபசரிப்பிலும் விருந்தினர்களை கண்ணியப்படுத்த பதிலும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு அவர்கள் வாழ்ந்து வந்தார் என்று சொன்னால் ஒரு வரலாற்றை நாம் பார்க்கலாம் ஒரு நாள் இரவில் பெருமானார் சல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் தன்னுடைய சகாபாக்களுடன் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் வருகிறார் வந்து பெருமானார் சல்லல்லாகும் அழகி வசல்லம் அவரிடத்தில் சொல்கிறார் யார சூழல்லா நான் மிகவும் பசியோடும் பசியின் காரணமாக மிக சோர்வோடு நான் இருக்கின்றேன் யார் சூழல்லா எனக்கு ஏதாவது உங்களால் முடிந்த உணவை தர இயலுமா என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கேட்கிறார் உடனே பெருமானார் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிடத்தில் ஆள் அனுப்பி கேட்கிறார்கள் ஏதாவது உணவு உட்கொள்வதற்கு இருக்கின்றதா என்பதை கேட்டுவார்கள் என்பதாக ஆள் அனுப்ப உடனே பெருமானா சல்லல்லாஹ் அழகி வசல் அவருடைய மனைவிமார் ஒருவர் சொல்கிறார்கள் நாயகத்தின் வீட்டில் குடிப்பதற்கு தண்ணீரை உட்கொள்வதற்கு எந்த ஒரு உணவும் என்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் உடனே பெருமானார் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவரிடத்தில் செய்தி வந்தவுடன் உடனே பெருமானார் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அந்த தன்னுடைய தோழரிடத்தில் கேட்கிறார்கள் யாராவது இந்த மனிதருக்கு பசியை நீக்கக்கூடிய இந்த மனிதருக்கு விருந்து உபசரிக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருக்கின்றீர்களா என்று கேட்கும் அல்லாஹ் அவர்கள் அருள் செய்வான் என்ற துவாவை கேட்டு கேட்கிறார்கள் உடனே அன்சாரிகளில் ஒருவரான அபு தல்ஹா அலி அல்லாஹு அவர்கள் தன்னுடைய கையை உயர்த்தி கொண்டு யார சூழல்லா நான் என்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று அவர்களுக்கு உபசரிப்பு செய்கிறேன் என்பதாக சொல்லி கொண்டு தன்னுடைய அவருடைய கைகளை பிடித்து கொண்டு தன்னுடைய மனைவி வீட்டிற்கு வருகிறார்கள் தன்னுடைய மனைவி உம்மு சுலை ரலி அல்லாஹு தாலா என்கா கேட்கிறார்கள் நம்முடைய வீட்டில் உண்ணுவதற்கு ஏதாவது உணவு இருக்கின்றதா என்பதை கேட்கும் பொழுது அதற்கு உண்மை சுலை அலி அல்லாஹு தாலான்கா சொல்கிறார்கள் தங்களுடைய பிள்ளைகள் உண்ணுவதற்கு உணவை தவிர வேற எந்த ஒரு உணவும் இல்லை என்பதாக சொல்லும் உடனே அபு தொல்ஹா அலி அவர்கள் சொல்கிறார்கள் தன்னுடைய பிள்ளைகள் அவர்கள் உணவு உண்ணாவிட்டாலும் சரி நாயகத்திடம் வாக்குறுதி கொடுத்து தன்னுடைய விருந்தினரை நான் அழைத்து வந்து விட்டேன் அவர்களுக்கு உணவு இல்லை என்பதாக சொல்லிவிட்டு அவர்களை கேவலப்படுத்த கூடாது என்பதாக சொல்லி அவரிடத்தில் உணவு கொடுத்து உபசரிக்க வேண்டும் என்பதாக தன்னுடைய அருமை மனைவி அவரிடத்தில் முறையிடுகிறார்கள் உடனே அவர்கள் தன்னுடைய மனைவியிடத்தில் ஒரு செய்தியை சொல்கிறார் நான் விருந்தினரை அழைத்து வீட்டிற்கு வந்தவுடன் நீ விளக்கை சரிபார்ப்பதாக நினைத்து கொண்டு விளக்கையை சரிபார்ப்பதாக நீ பார்த்து கொண்டு அவர்கள் உண்ண ஆரம்பிக்கும் பொழுது விளக்கை அணைத்துவிடு என்பதாக சொல்லிக்கொண்டு இரண்டாவது சொல்கிறார் நம்முடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு உன்னால் சமாதானப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு அவர்களை சமாதானப்படுத்தி கொண்டு அவர்களை பட்டினியோடு என்பதாக சொல்லிக்கொண்டர்கள் அபு தலி அல்ல அவர்கள் அழைத்துக் கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு வந்து உட்கார வைக்கிறார்கள் உட்கார வைத்து அருமை சஹாபி அபு தலார் அவர்களும் அருமை மனைவி அவர்களும் உட்கார்ந்து உணவு உட்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது தன்னுடைய கணவர் சொன்னதை போன்று அவர்கள் விளக்கை விடுகின்றார்கள் உடனே அந்த விருந்தினரும் தன்னுடைய பசியார தன்னுடைய தாகம் தீர அவர்களை உணவு உட்கொள்கிறார் உட்கொண்டு விட்டு அவர்கள் சென்று விடுகிறார் உடனே இருவரும் அன்றே இரவு அருமை மனைவி உம்மு சுலேம் அலி அல்லாஹு தாலான்கா அவர்களும் அருமை கணவர் அபு தொல்ஹார் அலி அல்லாஹு அவருடைய பிள்ளைகளும் அன்று அவர்கள் பட்டினியோடு உறங்குகிறார்கள் மறுநாள் காலை வேலைகள் அவர்கள் நேற்று இரவு நடந்த விஷயத்தை பார்த்து அல்லாஹ் சிரிக்கின்றான் அல்லாஹ் சிரித்ததாக பெருமானார் சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்களை சொல்லிக் இரண்டாவது சொல்கிறார்கள் அல்லாஹ் நேற்று நடந்த நீங்கள் செய்த இரு நீங்கள் இருவரும் செய்த விஷயத்திற்காக அல்லாஹ் வியந்து விட்டான் அல்லாஹ் வியந்து கொள்கிறான் என்பதாக அருமை பெருமானார் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர் அபு தொல்கார் அலியல்லாஹூ தலாங் அவரிடத்தில் அவர்கள் விவரிக்கிறார்கள்